அருமை பெரியோர்களே தாய்மார்களே மையத்து தெருவிலான பின் ஒரு மலக்கு வந்து சொல்லுகின்ற மலைக்கில் ஒருவர் சொல்லுவாராம் அவருக்கு இன்றையோடு பிள்ளை பெண்டை விட்டியாம் இன்று கபுரை தேடி பயணம் ஆச்சுதான் வீடு பொருளும் சொந்த ஒழிந்ததாம் விரும்பு கபரை தேடி போகலாச்சுதாம் இந்த சபரை போல சபரு செய்தியா இப்போ கபரின் கபரில் வந்து வாச்சுதான் இப்போ கபரின் சபரு வந்து வாட்சிதாம் போற வழிய திரும்பி ஒரு நாள் வருவியா போய் திரும்ப பயணம் உனக்கு மாச்சுதான் நினைத்து திரும்ப கபரு பயணம் மாச்சுதான் ரபு நபியும் சொன்னபடி நீ நடந்தியா ரொம்ப பயத்தில் நேற்று வயது மாச்சுதான் ரொம்ப பயத்தில் சபருமாச்சுதான் பிறந்து வாழ்ந்து ஜல்வி போறிய பெருத்தின் தானம் போகலாச்சு கபரு கஷ்டம் அசரு வருத்தம் அறிஞ்சியாம் கபனை உடுத்து கபரை சேரலாச்சுதாம் கவனை தவிர ஒன்றும் இல்லை என்ற அங்க போயி காலியாம் என்னும் அதுவே கனமதாக மாற்றிதான் என்னும் அதுவே தானமாக மாற்றிதாம் நீ அங்கு இப்படி மலக்கு சொல்லி சென்ற பெண் தொழுக வைக்கையில் மையத்துக்கு ஒரு மலக்கு சொல்லுவது திரும்பன் என்று எண்ணம் கொண்டியட்டம் பாட்டம் அடிங்கி இங்கே வந்தியா ஆட்டம் பாட்டம் ஒடுங்கி இங்கே வந்தியா ஆசை நாட்டம் இழந்து உயிரை தந்தியாம் கூட்ட மக்களை நீங்க வந்தியா நொம்பலன் தொடராமல் அது செய்தியாம் கவனில் உன்னை சுருட்டி தூக்க தந்தியா கபரில் உதவ கைவி ஏதும் செய்திய காலை கேட்டு மனதில் மலக்கு நொந்தியூமான் முன்கர் முனைக்கிரை அறிந்த மலக்கு முன்கர் காலை தெரிந்து இந்த இன்றையோடு ஆனி கபுராளியாம் இங்கே உந்தன் வீடு ஆக காளியா இங்கே உந்தன் வீடு ஆச்சு காலியாம் கை ஏக செய்திடாமல் காலியாம் கபரில் என்ன செய்வ நீ பாவியாம் தீனில் உள்ள படி நடந்து நெந்தியாம் உள்ள படி நடந்து இறந்தியாம் தினமும்ோதும் ஆவேத சொர்க்கியாம் தினமும் ஒதுங்கி ஆவே சொர்க்கம் மாணியாம் தீங்கு செய்து இறந்து யாகில் பாவியாம் தீங்க துன்பம் மிகுந்து பெறவே நாரியா தீங்கு துன்பம் மிகுந்து பெறவே நாரியா அருமை பெரியவர்களை தாய்மார்களை இதுபோன்று மையத்தை தொலை வைக்கும் போது மலக்கு வந்து சொன்னது அடுத்து மையத்தை அடக்கையில் மையத்துலாம் என் குழி வரை வந்தவரே சொலாம் முன்னலைக்கும் கபருள் என்னை வைத்தவரே சந்தி போதுலாம் நலக்கும் சொந்த பத்து முத்த நேசர்களே தனியாக கவலையிலுள்ளே தனித்தந்த வகை இருப்பேன் தனித்தந்த இனி இருப்பேன் தங்கம் என்ன ஒப்புகிறேன் கபரில் மூடிய கொழுகின்றேன் அலைக்கும் சொந்த வந்த எந்த நேசர்களே என் பெயரு உங்களிடம் இன்றோடு மறையலாட்சி இன்றோடு என் பெயரும் இன்றோடு மறையலாட்சி கபன் எனக்காக வீணாட்சி இன்றோடு இந்த கபரு எனக்காக வீடாட்சி சலாமுன் அலைக்கும் நான் மண்ணோடு சேர்ந்தாட்சி சலாமுன் அலைக்கும் நான் மண்ணோடு சேர்ந்தாச்சி சலா அலைக்கும் என் கபரை மூடிடுங்கள் எனக்குள்ள மக்கே நான் இன்றோடு உங்களிடம் எனக்குள்ள மக்கேளே நான் இன்றோடு உங்களிடம் எட்டிவிட்டு இந்த கபரு எனக்காக வீடு தினம் இந்தடக்கம் ஆனேனே எளியவர்க்கு ஹைரிடுங்கள் கைகளையே கைகளையே அருமை பெரியோர்களே தாய்மார்களே இவ்விதமாக மையத்தை கபருக்குள் வைத்ததும் எல்லாருக்கும் சதாஞ்சொல்லி அடுத்து மையத்தை மண்ணில் மறைத்தபின் கபரு மண்ணால் நிறைய முன் மையத்தில் ரூகு நுழைவதும் ரூமான் மலக்கு வந்து கேட்பதும் மலக்கு முத்து கொண்டு போன ரூஹுபின் மடக்கி கபரு கனுப்பழகும் கூர்ந்து கேள் மையத் மண்ணில் மறைந்த பின்பு ரூஹுதான் மையத்தோடு வந்து சேரும் ரூஹுதான் மரக்குருமான் வந்து உடனே வருத்துவார் மைய தெளிப்பி இருக்க வைத்து மொழிகுவார் எழுதுகான் நேரம் மிகுதி ஆக்கிடாதே ஜல் திகான் சொல்லும் அந்த மையத்து கை சேதமே ஜல்வி இல்லை இல்ல கடிதம் கையும் ஜதி கடிதம் கையுமையும் என்னிடம் என்ன செய்வேன் எவரும் கொடுப்பார் இல்லையே சொல்லுவார்கள் கபுறு துண்டு ஒரு கடிதமே சுஸ்தி செய்ய இந்த வேளை மோசமே கையில் கரிமா விரலில் ஒன்று கலமுங்கான் கை ரோஷ் ரோ சொல்வதை நீர் எழுதுகான் வாயில் நெச்சி மெய்யை கணத்தில் எழுதுங்கான் வம்பு தும்பி பெற்றிடாமல் வேணுங்கான் அரண்டு மைய தழுது நடுங்கி துடிக்குமாம் அழுது கலிமா விரலை மையடிக்குமாம் விரகில் எச்சில் கொண்டு எழுதும் கதலிலே வாழ்ந்து செய்த நன்மை எல்லாம் உழுதுமே எழுதி நன்மை தீர்ந்த பின்பு திண்மையே எழுத ரப்பை வணங்கி தூக்கி தடியை மடக்கி தூக்கி சொல்லுவார் எழுதி முடினி மாறுதுனி ஆவில் புதாவுக்கு செய்கையில் மார்க்கம் ஒழிந்த ரப்பை வெட்கி தொருங்கி கேள் இன்றியது இந்த வெட்கம் தோசியே ஒன்று விடா பாவம் எல்லாம் எழுதி நீங்கி பயந்து கெஞ்சி அழுகுமா பதலும் இரவின் பாவம் எல்லாம் எழுதுமாம் சொல்லுவாராய் எழுதி தீர்ந்த சுருட்டி மடைக்கு முத்திரை செய்ய அதை மொழியும் மையத்தன்ன செய்வேன் தூதரே முகரு செய்ய முத்திரையும் இல்லையே சொல்லுவாராவும் தன் கையின் பெருவீரல் கூட உள்ள நேசர் முகர்வை வை என்றாரு எழுதி மடித்து பெருவீரல் நகத்தலை எச்சி கொண்டு முடிக்கும் முகரும் செய்தது வாங்க மையத்திற்கு மாட்டியம் வளவை போல தங்க நீட்டியே வந்த வழிய போகியதே வணக்கம் மிகுதம் செய்து சேரு கல்மிதே வணக்கம் செய்து வணக்கம் மிகுதம் செய்து சேரு நசிபிலே இவ்விதமாக ரூமான் மலக்கு வந்து நன்மை திண்மை எல்லாம் எழுதி சென்ற பின் மலக்குகள் வந்து மையத்தாடியை கேட்பது மலக்குகள் கண்ணின மையத்தின் தலை மாட்டு சுவரை கிழித்தவர் மிரட்ட கழுத்த மயக்கம் முகத்தை உடையவரு இருபுறத்தில் மைய தருக நின்றவர் கேட்பார் அறிந்துணர் நாமும் இவரும் முன்கர்ணை கீர் நகீருகான் நாங்கள் ஒன்று எந்த அறிந்து உண்மை படைத்த நாயம் உன்னை படைத்து வளர்த்த ரப்பு யாருதான் உனக்கு ரப்பித்தீனும் ஏதுதான் உனக்கு வந்த நபியுமாறு நீ உனக்கு சொர்க்கம் கிடைக்க சொல்வேன் சொல்லின நீ கொடுத்தால் இந்த மூன்று கேள்விக்கும் மறுமொழி எந்தெந்தைக்கும் சொந்த வீடு சொர்க்கம் என்று ஆவியே அப்தா போவியே சஞ்சலங்கள் ஒன்றுமில்லை எங்குமே சௌக்கியங்கள் உன்னை சுற்றி நல்ல கொடுக்குவார்கள் நல் ஜவா நல்ல சொர்க்கம் அடையுவார்கள் காட்டி மூடுவார் நல் ஜவாபை கொடுத்திடாதோர் வீடுவார் என்று சொல்லி சொர்க்க வாசல் திறந்தவரு என்று மடையில் சொர்க்க சுகத்தை எந்தவரு சுஸ்திரத்தில் மறைந்திடும் கெட்டவர்கள் பார்த்ததனை நடுங்குவார கேள்வி கேதும் சொல்லிடாமல் அழுகுவாரு சுத்த சுகத்தை மெத்த கதற தோசையை கொடுக்குவார்கள் பூசையே இந்த வகைய மூன்று தடவை செய்தவர் கேள்விகளையும் கேட்டவர் என்ன மோசம் செய்து வந்தா இங்க நீ என்ன மோசம் செய்து வந்தாய் இங்க நீங்கள் காக்கை என்ன தேடி வைத்தினி திறக்குவாரு எழு பார்க்கொள்ளி மீடி சொல்லுவாரு இந்த மூன்று கேள்விக்கும் சொன்ன ஜமா இருந்து இந்த வீடு ஐஹராம் என்று சொல்லி திறந்து நரகம் வாசலை எரிந்து நினைத்து நித்தம் மாவழை என்று சொல்லி மலக்குகள் எழுந்து உடனே நரக நெருப்பும் நிறைந்து கொள்ளும் அந்த கபரினுள் இன்னும் ஒன்று அட்டை குழவிகள் எண்ணி தீரா விரிவிராணி வஸ்துகள் கூட்டூட்டமாக வந்து சேருமே கூட்டம் கூட்டமாக வந்து சேருமே கோடி லட்சம் இம்சைகள் செய்யுமே கோடி லட்சம் இம்சைகள் செய்யுமே இவ்விதமாக முன்கர் நக்கீர் மலக்கு வந்து கேள்வி கேட்டு சென்றவின் மையத்து செய்திருந்த அமல்களை மலக்குச் சொல்வது சொல்லும் கபரில் மையத்தின் மகமாறுகள் மையத்த சில செய்திகள் தோழரும் பிரிந்து போயினாறு உதவ யாரும் உன்னுடன் இருந்தார்களாம் உண்மை தனியாய்ப்பு திப்பிரிந்தார் அறியுதே உனக்கு துணை என்றார் இருந்தார் அறியுதே இந்து எங்கள் துணைகள் யார் இந்து என்று கூலிவார் நீ செய்த நன்மை திண்மைகள் நாங்கள்ந்து அறிந்து கூடியிருந்துக நாங்கள்ந்து அூடியிருந்துக நன்மை மிகுதம் செய்திருந்தால் இந்த நரகம் ஒதுங்கி சொர்க்கம் பெறுவாய்ந்தினி நரகம் ஒதுங்கி சொர்க்கம் பெறுவாயின் மிகுதம் செய்திருந்தால் இந்தினி தீங்கு துன்பம் மிகுதன் பெறவே தோசினி தீங்கு துன்பம் மிகுதன் பெறவே தோசினி தள்ளி சாதா தி பேரில் எவ்விதமாக மலக்குகள் மையத்துக்கு சொல்லிய பின் மூமி மையத்துக்கு கபரில் அவ்வாஹு தாரா தேர்தல் சொல்வது சாலிஹான மைய தழுது கபிரிலே சலித்து சொல்லு நாடி கபரிலே சேதமே கை சேதமே தனியாணினி சேதி கேட்க யாரையும் நான் காணினி சேதி கேட்க யாரையும் நான் காணினி இந்த உதவி செய் ரி இந்த உதவி செய்கமத்தந்தன் பேரிலே இறக்கி வை ரகமத்தன் பேரில் இறக்கி கிருவை செய்ன் கிருவையில் இருந்து தணிக்கலாச்சிருந்தில் அந்த உடனே சப்தமாகு நேசனே அந்த உடனே சப்தமாகு நேசனே அழுக வேண்டாம் அருமையாயின் அடியானே அழுக வேண்டாம் அருமையாயின் அடியானே உனக்கும் உடலும் உயிருக்கு இமான் தந்தனே உனக்கும் உடலும் உயிருக்கு தந்தனே உனக்கு வாழ வயதுனே உனக்கு வாழ வயது இன்னும் உனக்கு மட்டில்லாத உதவிகள் உன்னை கொண்ட ஆயிருக்கும் கூர்ந்துகொள் இன்னும் என்றும் இன்னும் என்றும் மிகுதம் இன்பமான சொர்க்க சுகங்கள் இன்பமான சொர்க்குகங்கள் உன்னை பெற்ற தந்த காணவும் உன்னை பெற்ற தந்த காணவும் என்னை உந்தன் பேரில் எழுபதாயிரம் என்னை பேரில் எழுபதாயிரம் கிருபையாழ என்று என் நீ நாடிய அணுகுணமும் நாடியே இரக்கம் அழுகை அணுனே அழுக வேண்டாம் மூமியனுக்கு அழுக வேண்டாம் மூமியனுக்கு பிந்தினான் அழிவில்லாத சுவங்கள் என்னும் மிகுதினான் உங்களுக்கு மிகுதன் வேர் ஊழியர்கள் பணியார்கள் கொடுக்குவேன் ஊழியர்கள் இன்னும் பணி கொடுக்குவேன் அரிசி குழுக்கும் உந்தன் அழுகை சபுரு அரிசி குழுக்கும் உந்தன் அழுகை சபுரு அமர வைக்கும் நரக நெருப்பை பொறுமை செய்ர்க்கம் வாசல் இந்த இடையில் கபரிலே சொர்க்க வாசல் இந்த இடையில் கபரிலே சுகத்தை கொடுக்க திறக்கப்படுமே நொடிய சு திறக்கப்படுமே நொடியிலே சொர்க்குகங்கள் என்னும் அவரும் நியமமாய் சொர்க்க சுகங்கள் என்னும் அவரும் நியமமாய் சொஸ்தமாக பெருகுமாக ஜேமமாய் நல்ல அமலை செய்தவர்க நல்ல அமலை செய்தவர்க்கே வாசமே நரக வீடு கெட்டவர்க்கு மோசமே நரக வீடு கெட்டவர்க்கு மோசமே சொல்லி சொல்லி குள்ளியவும் செய்யது சாதாத்து பேரில் ஹசுகுணா செய்யது சாதாத்து பேரில் ஹசுகுணா பெரிய தாய்மார்களே மையத்தை அடைக்க முடிந்ததோடு கபூருடைய ஒரு அகாபும் கேள்வி கணக்கும் பெறுகிறது அடுத்து மாஸ்டர் மைதானத்துடைய விவரத்தை பற்றி சொல்லப்படுகின்றது நாளை மாஸ்டர் என்ன சொல்லும் காலம் எல்லாம் போன பின்பு இன்னும் அகுது காத்து அழிந்த பின்புகான் இன்னும் இரவும் பகலும் அழிந்து போய்கான் எழுப்புவான் எல்லோரையும் செலுத்த எல்லா பேரிலும் பொழுதையாக்கி வல்லயத்தின் உயரத்தில் பொறுக்க சூடும் செய்ததில் மாஸ்டர் பேரிலே இருந்து கத்த வைக்குவான் மைதானிலே வெயிலின் காய்வில் பூமி கொதிக்கும் கேளுங்கான் வெந்து குமிழி போட்ட கூளை போல கான் மகசரா மூளைகள் முகத்து வலிய வடியும் அப்போதறிந்துகொள் வெயிலினால வெந்து உடலும் உருகுமாம் வெந்த மீன் போல் ஆயு முகங்கள் கருகுமாம் கத்தி அழுதி வடிக்குவார்த்தைகள் கத்தி அணிது அடிக்குவார் தலைகளை கதறியோட தேடுவார்கள் வழிகளை அரிஷின் எதிரி அழைக்கப்படுவார் அனைவரும் அரண்டு பயந்து வருக மாட்டார் ஒருவரும் அரண்டு பயந்து வருக மாட்டார் ஒருவரும் அந்த உடனே நரக வடத்தை அனுப்பியே அடுத்தடுத்து சுழந்து வந்து நெருங்கிய துரத்தி அவரை சேர்க்க அரசின் எதிரிலே புய சமத்தை நிட்டு அவள் கொடியிலே இறக்கமற்ற கொடுமையுடனே சூழ்ந்திடும் முடிய செய்திடும் நிகளெல்லாம் அழுகுவார்கள் நப்சியா நடிகளெல்லாம் அழுகுவார்கள் நப்சியா நப்சி நப்சி நப்சி என்று மிகுதியா நப்சி நப்சி நப்சி என்று மிகுதியா மற்றவர்கள் பாடுதலையில் கைகளை வெத்த துடித்து மொழித்து கையின் திரல்களை விதிய விதிய என்று அழுகோரத்தனே எழுந்து புரண்டி புலம்பி அழுகோரத்தனே ஐயோ ஐயோ என்பவர்கள் எத்தனே அறறி கதறி புலம்புவார்கள் எத்தனே தக்கியதன் போறத்தனை வதக்கியதன் போறத்தனை கயிறு வெடித்து குளம் போல் விட்டு எத்தனை வயிறு வெடித்து கூட பிக்கிட போறத்தனை கையை தலையில் வைத்து கையை தலையில் வைத்து அழுவோரைத்தனை கையும் கழுத்தும் மாட்டி அழுவோரத்தனை காலும் கையும் கடும் அடுங்கி எத்தனை காலும் கையும் அடுங்கி அழுவோரத்தனை கண்ணு மொழிகள் கட்டு அழுவோரைத்தனை துடித்து படைத்து வருந்து போர்கள் துடித்து கதறி அழுவரத்தனை வயிறு மண்டை வெடித்து அழுவரத்தனை வெடித்து சதைகள் உடருபோர்கள் எத்தனை பிறண்டு மிதியில் உருண்டு கிட போறத்தனை பெருக்க முடியா துடி துடி துடி போறத்தனை கேட கேட என்பவர்கள் எத்தனை கேள்வி கென சொல்வேன் என் போர் யாரை பார்த்த போதும் அழுகை ஆகிதான் யாரை பார்த்த போதும் அழுகையாகிதான் யாரும் அழுகா ஜாயிதான் யாரும் அழுகா ஜாயிதான் பெ பிள்ளை புருஷன் ஞாவம் முந்தன் காணும் பிள்ளை புருஷன் உறவு ஏது காணும் பிரியமுள்ள ஜனங்கள் உதவு ஏது காணும் ஒருவர் ஒருவர் ஏது பேச்சும் கேளை காணும் ஒருவர் ஒருவர் ஏது பேச்சும் கேளுங்கானும் ஒருவர் ஒருவர் உதவிடாத வேலை வேகமானல்கள் எங்க பார்த்த போதும் போது சப்தமே எங்க பார்த்த போதும் அழகு சப்தமே என்ன செய்வோம் மிஸ்டரை கை சேதமே என்ன செய்வோம் மிஸ்டரை கை சேதமே இந்த நாடு வந்து வாச்சி தீவுமே இந்த வந்து வாட்சித்தீருமே சொல்லி சொல்லி குழியவும் இந்த அப்பனா